அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியர் தலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் தீர்ப்பு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே நம்மளுக்கு டிசீஸ் குண்டான எழுஞ்சி இருக்குது அதாவது நோய் குண்டான தாக்கம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயுமே அதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சிரமமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இப்போது வீட்டில் நிறைய பேர் வயசானவங்களாம் இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை இல்லை ஸ்படிக மாலை இருக்கும் அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி மாலை நூற்றி ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு மாலை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா கூட போதும் அதை வாங்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நூற்றி முறை சொல்லிவிட்டு அந்த மாலையும் கழுத்தில் போட்டுக்க சொல்லுங்கள் அதாவது பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் அதாவது ரொம்ப முடியாத இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ஒரு பெட்ஷீட் போட்டு உட்காந்துக்கோங்க வெறுமே எதுலையுமே உட்காரக்கூடாது உட்காந்து கிழக்கு பார்த்தோ இல்ல வடக்கு பார்த்தோ உட்காந்து நான் சொல்லக்கூடிய மந்திரம் அதாவது இப்ப நான் சொல்றேன் தன்வந்திரி தான் மந்திரம் தான் சொல்ல போறேன் வாட்ச் பண்ணுங்க ஓம் நமோ பகவதே வாசு தேவாய தன்வந்தரே அமிர்தகலச ஹஸ்தாய சர்வாமய வினாசனாய திரையலோகிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சுவாஹா இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லிட்டு அந்த ஸ்படிக மாலையிலயோ ருத்ராட்ச மாலையோ நீங்க உருவேத்தணும் அதை ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கழுத்துல மாலையா அணிவிச்சுக்கலாம் பண்ணிட்டு நீங்க வீட்டுல எல்லா வேலையும் நீங்க பாக்கலாம் அதுக்கு சுத்தமா இருக்கணும்னா கண்டிப்பா சுத்தமா இருக்கணும் அது தடையோட குளிக்க உடம்புக்கு குளிச்சுட்டு கூட செய்யலாம் தாராளமா பண்ணலாம் ஒவ்வொரு வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தன்வந்திரி மந்திரம் அட்டகாசமா வேலை செய்யுங்க ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் அடுத்தது இதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி அதாவது தன்வந்திரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி விநாயகருடைய காயத்ரி மந்திரம் நீங்க சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மந்திரத்தை நீங்க சொல்லணும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்